உங்க குழந்தை மத்தவங்க கிட்ட சுலபமா பேசுறதுக்கு குழந்தையோட நீங்களும் சேர்ந்து கற்பனையா கதை சொல்றது உதவும் நீங்க ஒரு கதைய இப்படி ஆரம்பிக்கலாம் ஒரு வாழு குரங்க வச்சி நாம கதை சொல்லலாமா குழந்தையும் நீங்களும் மாத்தி மாத்திக் கதைக்கு சுவையை சேர்க்கலாம் உதாரணமா வாழு குரங்குக்கு அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட பிடிக்கும் என்று குழந்தை சொல்லலாம் நீங்க ஒரு நாளு அவங்க நிறைய வாழைப்பழத்தை பார்த்தாங்க என்று தொடரலாம் அந்த வாழு குரங்கு எல்லா பழத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு என்று குழந்தை சொல்லும் குரங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு வருத்தமா இருந்துச்சுங்க என்று நீங்க சொல்லலாம் குழந்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்றேன் ஒரு கதையை கற்பனை செய்து சொல்றது குழந்தையோட படைப்பாற்றல் அதாவது கற்பனை சக்தியும் எண்ணங்கள வார்த்தைகளா மாத்தவும் உதவும்